மூன்று பேர் இந்த வாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுபவர்களாகும் அவற்றில் சேகேமும் இல்லை அனிதம் இழைக்கப்பட்டவரின் பயணியின் துவா தந்தை தன் மகனுக்கு செய்யும் துவா என்று சிலதாகவே சொல்லும் அவர்கள் கூறினார்கள் என அறிவித்தார்கள் அதிர்ச்சி தொள்ளாயிரத்தி எண்பது சொல்லுகின்ற வீடியோ நம்ம சாப்பிடுவாக